ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஒரு ஒரு வாரமாகவே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துருக்கும் ஒரு மீம் ஆகோ ஒரு வீடியோவாகவோ ஒரு டவுட்டாவோ இன்னும் வர சில நாட்களில் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ப்ளாக் பண்ணுறாங்களா இந்தியாவில் அதை யூஸ் பண்ண முடியாதா அது ஃபுல்லாகவே பிளாக் பண்ணுறவாங்களான்ட்டு ஒரு டவுட் இருக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் அதை பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு அவர் கிங்டம் சேனல் லவ் ஃபியூட்டீஸ் ஃபேஸ்புக் ஓன் பண்ணுற கம்பெனிஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அஃப்கோர்ஸ் இந்த பிகாஸ் பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த ஆப்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஒர்க் ஆகாமல் போயிடும் குற்றங்கள் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் எந்த அளவுக்கு உண்மைகள் இதெல்லாம் உண்மைகளே நடக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ப்ராப்ளவிலே இதில் டூ தௌசண்ட் நைன்டின் மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சரி எப்படி ஐம்பது கோடி பேர் யூஸ் பண்ணுற ஆப்பை வந்து எப்படி பேங் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம தூக்கி போட்டு பட் போன வருஷம் நம்ம டிக்கே அவனை பண்ணிட்டாங்க ஸோ எல்லாரும் மனுஷுக்குமே ஒரு சின்ன பயம் இருக்குமா இவங்க வந்து பேன் பண்ணுறாங்களோ எதனால் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆப்ஸ் வந்து பிரச்சனை இருக்குமா ஏகப்பட்ட கேள்வி சொல்லக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியுதுன்னா இந்த சேனலை இதோட ரிஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோ ஃபோஸ்ட்லே போகலாம் இந்த வீடியோ வந்து ரெண்டு பட்டாக இருக்க போகுது ஒரு பகுதியில் நான் பார்க்க பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து இந்த பொதுவாக வந்து இந்தியா புதுசாக சட்டம் வந்தது இந்த சட்டத்துக்கு வந்து இந்த சட்டம் இந்த ஆப்ஸ் வந்து சட்டத்துக்கு வந்து ஒபே பண்ணிடுச்சுன்னா இந்த ஆப்ஸ் வந்து பேன் ஆகுது ஆனால் ஒ ஒபே பேன் ஆகிடும் அப்படின்ட்டு இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என் ரெண்டாவது பகுதியை வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ட்விட்டருக்கும் ட்விட்டர் இண்டியனுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய வாய்க்காக தவிர்ப்புருக்கு எக்ஸ்ட் டேரெக்டாக டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து டெல்லி போலீஸ் வந்து டேரெக்டாக போயிட்டாங்க விசிட் பண்ணுற போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது என்ன அது என்ன பிரச்சனைன்னா நம்ம ரெண்டாவது பகுதியை வந்து வீடியோவில் பார்க்க முதல் விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாந்தேதி எக்ஸாக்டாக மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க இந்த ரூலோடய முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணதாக ஆட்களே கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் வந்து ஐம்பது கோடி பேர் மேலே யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவே வாட்ஸ்அப் வந்து ஃபிஃப்டி க்ரோ மேலே யூஸ் பண்ணுறாங்க நம்ம மொத்த பாப்புலேஷனே ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் ஆல்மோஸ்ட் பாதி நடங்கிற அளவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி க்ரோஸ் மேலே யூடியூப் யூஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாக்ரோஸ் இன்ஸ்டாகிராமல் டுவெண்ட்டி க்ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க யூடியூபே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸை வந்து க்ரோத் வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் நாள் அதே அதி தீவிரமாக இருக்குது ஸோ இந்த தா இந்த ஒரு காரணத்தினால் நம்மளோடய ரூல்ஸெல்லாம் வந்து அப்டேட் ஆகும் பழைய மாதிரியே இருக்குது ஆனால் ஆப்ஸ் மட்டும்தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புது சட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வர போகிறோம் இந்த ரூல்ஸை வந்து மூணு மாதம் டைம் தரோம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து அமுல்படுத்தணும் இல்லைனா நாங்கள் வந்து உங்களை பேன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க என்றைக்கு கொடுத்துருக்காங்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அண்ட்லேட் மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோடு இந்த அவங்க கொடுத்துருக்க டைம் முடியுது அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு மாதம் முடியுது ஸோ நான் சொன்ன கம்பெனிஸில் வந்து எந்த கம்பெனியுமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியுமே வந்து எந்த கம்பெனியுமே ஏற்றுக்கலை ஸோ அந்த மூணு ரூல்ஸ் அப்படி என்ன தான் போட்டுருக்காங்க எந்த கம்பெனியுமே ஏற்றுக்கல மாதிரி என்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஸ் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் ஆன்லைன் ரூல்ஸ் அப்டேட் பண்ணுறோம் இதுக்கு முக்கியமான கார்டு வந்து பொய்யான நியூஸில் வெளியே இன்டர்நெட்டில் பரவக்கூடாது தவறான விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் வரக்கூடாது இதுக்கு யாராவது ரெஸ்பான்ஸ் எப்படி எடுத்துக்கணும் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் ஃபேஸ்புக்கில் விஷயம் தப்பாகிச்சா அந்த ஃபேஸ்புக்கில் ரெஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் அந்த இன்ஸ்டாகிராம் மூலம் தப்பா அந்த இன்ஸ்டாகிராம் மூலம் தான் அதை இன்சார்ஜ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி அந்தந்த ஆப்புக்கு அந்தந்த ஓனர் தான் இன்சார்ஜ் எடுத்துக்கணும் அதை ஓன் பண்ணுறவங்க கிட்ட தப்பு பண்ணுறவங்கக்கிட்ட அந்த ஓன் பண்ணுறவங்களோட மாற்றி வரது இந்த கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட் ரூல் இந்த ரூலில் வந்து அவங்க ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்காங்க பெண்களை வந்து எப்படி ஆன்லைனில் பாதுகாக்கிறது அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யூசர்ஸை வந்து எப்படி பாதுகாக்கிறது டேட்டாவை எப்படி பாதுகாக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பட் ஹைலைட்டாக மூணு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆஃபீஸர்ஸாக நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அசைன் பண்ணும் நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப் இருக்கலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் கூகுளாக இருக்கலாம் யூடியூப்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்து யூடியூப்லே இருக்குது இந்த லிஸ்ட்டில் ஆக்சுவலி யூடியூபும் இருக்குது ஆனால் அந்த மாதிரி லிஸ்ட்டு வரும்போது மட்டும் ஏன் யூடியூபா யாரும் கூக்கிளில் விட்டாங்கன்னு ஏன்னு தெரியல கூகுள் வந்து பிரச்சனை நம்மளை சுற்றியும் ஓச்சுன்னு தான் இருக்குது நம்மளுக்கு வந்து ஆபத்தில்லாம் சொல்ல முடியாது பிரச்சனை நம்மளை சுற்றி ஓடிங்கன்னே இருக்குது சரி வாங்க எதுக்கு இன்னும் தகவல்னு பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா பட் சூழலில் நினைப்போம் பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மூணு ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் நியமிக்கணும் ஃபேஸ்புக் மூணு ஆஃபீஸர் ஃபேஸ்புக்கு மூணு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும் யூடியூப் மூணு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் மூணு ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணும் அந்த மாதிரி இந்த மூணு ஆஃபீஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தரு ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோடல் கான்டாக்ட் பர்சன் ஒருத்தருக்கணும் மூணாவது வந்து ரெசிடென்ஸ் கிரீடியன் ஆஃபீஸர்னு ஒருத்தருக்கணும் இந்த மூணு பேரோட வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் வந்து கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பிரச்சனை எழுப்புது இந்த மாதிரி இந்த ஒரு உங்கள் ஆப்பில் ஒரு இப்போ நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணோம் இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையே இல்லை உங்களால் நாங்கள் உங்களுக்கு மீடிய உங்களோட சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் தப்பாக பரவுனா இவங்கள கேளுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளை கை காமீங்க அப்படின்ற அந்த ஏன் பரவின்னு இருக்குன்னு வந்து அவரை வந்துட்டு அதுக்கு ஒரு ஆளை காமிங்கன்ட்டு அந்த மூணு பேரை நியமிக்கிறாங்க இந்த மூணு பேரை வந்து அது என்ன விஷயம் என்னென்னு இந்த மாதிரி அரசாங்கம் வந்து தவறான விஷயம் பரவின்னு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தப்பான விஷயம் பரவேண்டியிருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சால்வ் பண்ண வேண்டியது இந்த மூணு பேரோட கடமை இவங்களுக்கு கீழே யார் வேணால் பார்க்கலாம் ஆனால் ரெஸ்பான்சிபிள் யாருன்னு பார்க்கணும் இவங்க மூணு பேர் தான் கேள்வி கேட்கறது எங்கள் மூணு பேர் தான் கேட்கணும் ஸோ ஒருவது போய் நம்ம ஒருவரையும் போய் அமெரிக்கா சிஓ வாண்ட கேட்டுக்கும் அமெரிக்காவில் சிஓ வாண்ட ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டு அமல்படுத்துகிறாங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்னன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாஃபுல்லான நியூஸ் வந்து பரவின்ண்டிருக்குன்னா ஒரு அன்லாஃபீஸில் ஒரு அன்லா ஒரு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பரவேண்ட்ருக்குன்னா அதை முதல் முதல்ல போஸ்ட் பண்ணது யார்ன்றது நீங்கள் வந்து எங்கேட ஷேர் பண்ணும் அதை முதல் முதல்ல போஸ்ட் பண்ண யாருன்னு அந்த அந்த கண்டென்ட் இருக்கலாம் முதல் முதல்ல போஸ்ட் பண்ணுவேன் கண்டென்ட்டு அதை நீங்கள் எங்கேட சொல்லும் அதை வந்து கவர்மெண்ட் அந்த வந்து இந்த பட் இந்த சோஷியல் மீடியா என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயத்தை இந்த விஷயத்த நாங்கள் உங்களாண்டு கொடுத்தோன்னா இந்த ஆப் வந்து சேஃபான ஆப் கிடையாது நாங்கள் என் டு என்ன்னு போடுறோமே அதுக்கு என்ன யூஸ்னு சொல்கிறாங்க பட் இந்த நியூஸ் வந்து நாங்களே எடுத்து உங்களாண்டு கொடுத்தோம்னா அது வந்து என் டு என் எக்ஸ்பிரஷனை இதுலாம் பிரச்சனை இதை நாங்கள் எப்படி செய் நாங்கள் எப்படி செயல்பாடுது இது வந்து ப்ரைவசி இல்லாத ஆப்பாக மாறுது அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரியான விஷயம் இல்லை ஸோ கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட்டை கண்ட்ரோலுக்கு வந்து தரப்போட வாதமாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த சைடு நல்லதாக தான் செய்யுது இன்டர்நெட்டுக்கு நல்லதாக செய்யுது ஸோ ரெண்டுக்கும் நோடு வந்து கவர்மெண்ட்டு வந்து கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் டைம் கொடுத்துருக்காங்க மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி வந்து டுவெண்ட்டி மே டூ ஃபிஃப்த் வந்து டேட் வந்து டுவெண்ட்டி மே டூ தௌசண்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்க விஷயம் இது இந்த மாதிரி கவர்மெண்ட் சொன்ன எல்லா ரூல்ஸும் இந்த டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு இன்னும் ஏகப்பட்டிருக்கு எல்லாத்தையும் செஞ்ச ஒரே சோஷியல் மீடியா வந்து எல்லா கவர்மெண்ட்டும் செஞ்ச சோசியல் மீடியா எதுன்னு பார்த்து கூ அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா என்னடா ஆக்கிங்கேயே தப்பாக பேசுகிறேன்னு பார்க்காதீங்க இந்த சோஷியல் மீடியா இருக்குது ஸோ இது வந்து இந்தியன் வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்விட்டர் அவங்க மட்டுந்தான் இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க என் டி ஒன் கிஷன்லாம் எல்லாமே அந்த ஆப்பில் போய் யாரும் ஆகியன் பண்ணிக்கிறாங்க செஞ்சு ஸோ இதனால் எல்லாம் ஓட்டுங்கப்பா பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை சரி ஷாப்பிங் சொல்லி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஒரு பேர் எடப்பும் வரவே இல்லையே இன்னும் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லை ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி மில்லியன் வியூசர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லா கம்பெனிகளும் ஃபைவ் மில்லியன் நியூஸ்க்கு மேலே இருக்க எல்லா ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்க எல்லா சோஷியல் மீடியாவில் சரி இந்த ரூல்ஸ் ஐம்பது லட்சம் வந்து ஐம்பது லட்சன்ற ஆக்சுவலாக ஒருத்தர் கம்பெனி வந்து ரொம்ப குளாவான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எழுதி வளர்ந்து சாரையே பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் எழுதிய போகிறாரு ஒரே கம்பெனி கம்மியா டூ மட்டும் தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி இருக்கோம் நாங்கள் வந்து எப்படி சொல்ல முடியும் மேற்கப்பட்ட எல்லாம் கஷ்டிடுவோம் நாளை வந்து பேங்காகிடுமா நாளைக்கு காலேஜ் ஃபீட் கொடுக்குறது பேனாயிடும்மா ஃபீஸ் அலஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் கண்டிப்பாக இருக்கும் பஸ் நல்ல நாட்கள் வீட்டுமாக அழைக்கிறேன் கவர்மெண்ட் நம்பி தான் எல்லாமே இருக்குது கவர்மெண்ட் அந்த ரூல்ஸுக்கு போட்டு அந்த கம்பன்சரி போட்டு நாங்கள்னா போல ஆனால் கூப்பிட்டு ஓட்டுக்கோன்னா நான் ரூமு அப்படி ஸோ நான் சொல்லிவிட்டு போனால் எப்போதில்லை ஸோ நாங்கள் திரும்ப அஞ்சாக எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இது வந்து எப்படி இல்லை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஸோ சின்ன சொன்னால் நான் இதான் வாழ்க்கை பழைய டான்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சொல்லி சொல்லலாம் அப்படின்றதே நம்ம அதனால் ஸோ ரொம்ப வந்து இன்னும் வாழ்க்கையில் வந்துட்டு இன்னும் நல்லா கவர்மெண்ட் வந்து அடிச்சேன் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்து பர்டிகுலர் ஆளுங்கட்சி அரசியல்வதி ஒரு ட்வீட் போட்டார் அவர் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது பகுதியோட வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பகுதியோட கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சம்பீத் பத்ரா அப்படின்ட்டு சம்பீத் பத்ரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க எதிர்கட்சி ஆப்போசிட்டில் எதிர்கட்சி எதிர்கட்சி வந்து ஒரு டூல் டிக் இவங்க வந்து பிளான் பண்ணி அட்டையை பார்த்துறாங்க இன்னும் இவங்க பிளான் பற்றி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்திவா கொரோனா வைரஸ் காலத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இங்கே வந்து ட்வீட் வந்து டிக்கெட் பார்த்துட்டு இவங்க போட்டுக்கிறது வந்து மேனிஃபில் மீடியா இந்த டேக்கெல்லாம் எப்போ பேமோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து எனக்கு டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு இந்த ஒரு நபர் சந்திப் பஸ்ரா அப்படின்றப்ப போட்டுறது வீட்டுக்கு வந்து இது வந்து ஒரு மேட்டர் டி அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்க் போடுறாங்க இதுக்கு எதிர்காக வந்து அரசாங்கத்துலேருந்து பேசுறாங்க இதுக்கு எதிர்காக நீங்கள் இதுக்கு எதிர்க்காக நீங்கள் ட்விட்டர் நேம் பேசுகிறீங்கட்டு அரசாங்கத்துலேருந்து கேட்டுருக்காங்க ஒரு கட்டாக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இல்லை இல்லை ஒரு அப்பா சொல்லியிருக்காங்கன்ட்டு ரெண்டு பேருக்கும் சந்தை ஆகி ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகி கவர்மெண்ட் வந்து ட்விட்டர் நோக்கி நோட்டி அது ட்விட்டர் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருக்காங்க இதோட உச்சமான பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளி வெளிப்போசு இல்லை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஹோட்டலில் ட்ரெட்டரோடய ஆஃபீஸு கிட்டோட ஆஃபீஸ் டெல்லி அங்கே போய் ஏன் நான் எல்லாத்தையும் சம் அப்ளை பண்ண மாட்டீங்க மற்ற எல்லாத்தையும் டூஸ்ட் வேண்டாம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்னோடய ஃபேமிலி வந்து லாப் டவுன் ஆயிருக்கு ஸோ ஆஃபீஸில் வந்து எல்லோருமே மீட் பண்ணிருக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு பெரிய கனவுகளையும் நாம் நிறைவேற்றலாம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இந்த சவால்களை நீங்க எதிர்கொள்ளணும். சுய திட்டமிடல் அவசியம். திட்டத்தை வரையறுக்க வேண்டும். வாழ்க்கையில முன்னேறணும். நாங்கள் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு டைம் கேட்டிருக்காங்க அவங்க இன்னும் ஸோ கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒத்துக்க முடியாது ஒத்துக்கிறோம் ஒரு ஆறு மாதம் கொடுங்க சொல்லிட்டு இருக்காங்க செக் அது வந்து ரொம்ப நேரமா அமைதியாகவே இருந்துருக்காங்க ஸோ இது ரொம்ப பிரச்சனை இருக்கு ஸோ இருக்கேன்னா அது வந்து கம்மி பார்ப்போம் ஸோ வீடியோ அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குற ஒரே கே இன்னும் என்ன நினைக்கிறீங்க கவர்மெண்ட் பண்ணுற இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லதான் கேட்கணும் நம்ம நாட்டுக்கு பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் கட்டி ஸோ நாட்டு ஆன்லைன் சேஃபா இருக்கிறதுக்கும் ஸோ இவற்றி தோஜினாங்க அப்படியும் தப்பு சொல்கிறாங்க எங்களோட பர்சனல் எங்களோட பர்சனலே இருக்காங்க எங்களுக்கு இது தண்ணி வண்டிய பர்சனல் என்ன என்ன மாதிரி ஒரு தரப்பு